பாதா <laughs> தொடர்புாத ஒண்ணே நட ஆகாசமா இருக்கிறது வாசனை ஆகாசமயம் இருக்கணும் அதுதான் நம்மளுடைய ரொம்ப சிரேஷ்டமான தன்மை வந்து நம்மளுடைய பிரகிருதி வந்து குணமயம் அது எப்பேற்பட்ட சயின்ஸ் பாருங்க குணமயம் குணம்னா என்ன குவாலிட்டி இல்லையா நீர் வந்து குளிர்ந்திருக்கிறது தாகத்தை தணிக்கிறது கீழ் நோக்கி போவது அப்படின்றதெல்லாம் வந்து அதனுடைய குணமயம் சோ குணங்கள் எல்லாம் வந்து காலமா வாசனமயமா இருந்துட்டு இருக்கு வாசனை மயமா இருக்கு ஆமா வந்து பகவான் வந்து பகவானை கேட்கிறேன் விசாரம் எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு கேக்குற அதுக்கு என்ன சொல்றாரு அவரு மனம் இருக்கிற வரைக்கும் பண்ணணும் மனசு இருக்க மனசு இருக்கிற வரைக்கும் விசாரம் நடந்துட்டு இருக்கணும்ன்ற திருப்பி மனசுன்றது வந்து நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்குள்ள வந்து உணர்ச்சி மயமா எண்ணமயமா இருக்கிறது இதுதான் வந்து மனசு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை மனசால சூழப்பட்டிருக்கு இந்த உடம்பும் நம்ம மனசும் இந்த இந்த பிரதேசத்தில் இருக்கிற இந்த மனசும் சமஷ்டி மனசு அது காஸ்மிக் மைண்டுன்னு வா சமஷ்டி மனசும் தனி அபித்தை மனசும் ரெண்டும் ஒரு சேர இருக்கு ஒரு சேர இருக்கு தண்ணியில மூழ்கின பானை போல இருக்கு மாயைக்குள்ள அதை கடைஞ்சு வெள்ள எடுக்கிறவன் வந்து குரு நீ அந்த விளிம்பு கூட கிடையாது முழுகோ அந்த மனமே இல்லை மனமே இல்லை பிரபஞ்சத்துக்கும் மனசில்லை உனக்கும் மனசு இல்லை ஏன்னா ஆழ்ந்த வருக்கத்துல ரெண்டும் இல்லை ஒண்ணுமே இல்ல வந்து முடிச்சு வச்சு அழகா வந்து நம்மளுக்கு பரிமாறி இருக்கிறவர் நம்மளுடைய சத்குரு பகவான் ரமண மகர்ஷி அதுதான் நம்மளுடைய பாக்கியம் நம்ம அத நம்ம வாழ்நாள் போறாது அத அந்த அமுதத்தை குடிச்சு குடிச்சு குடிச்சு அதுலேயே முக்தி சுகத்துல முக்தி சுகத்துல தோஞ்சி இருக்கிறதுக்கு வாழ்நாள் போறதுக்கா அத வந்து மனசு கட்டுப்படுத்துறதுங்கிறது பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கு அதாவது வந்துட்டே இருக்கு கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரியது என்னக்கா லௌகீகமாவோ இதுவாவோ இதுவாகவும் ஆன்மீகமாவோ இல்லாட்ட குடும்ப பிரச்சனையும் வந்துட்டே இருக்கு எனக்குள்ளதானே இருக்கு எனக்கு வந்து சொல்லும் கூட வேண்டாம் நிறுத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லும் கூட மறுபடியும் ஆரம்பிப்பேன் சரி நான் யாருன்னு விசாரம் பண்ணலாம்னு நான் பண்ணேன்னா கொஞ்ச நாள் பண்ணுவேன் அப்புறம் எனக்கு எப்ப நான் இந்தக்குள்ள போனேன்னே தெரியாது மாதிரி அப்புறம் திருப்பியும் அந்த மாதிரி பண்ணி அப்ப வந்து தலை தொங்கலிய அதாவது அப்படி போயிடும் உடம்பு ஸ்மரணர் இருந்துதா எண்ணங்கள் வருதேன்னு அதெல்லாம் எடுத்து இது பண்ணி தடுத்து இது பண்ணி நம்ம ஆத்ம விசாரணம் பண்ணணும்னு நினைச்சா அப்படி தூக்கம் வருதேன்னு நினைச்சுக்கிறேன் நான் தான் ஆனா அது வந்து எனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறது அது என்னன்னு தெரியலன்னு சொன்னேன் தூங்கிட்டேனும் தெரியல அப்படின்னு வந்து இதெல்லாம் அந்த அந்த சந்தேகங்கள் வந்து மனதுக்கு தான் இருக்கும் மனதுக்குதான் இருக்கும் அதாவது எண்ணங்களா இருக்கிற வாழ்க்கை தான் இருக்கும் சோ இது வந்து எண்ணத்தை கடந்த அதனாலதான் வந்து ஒன்னும் தெரியாது ஆக்சுவலா ஒண்ணும் தெரியாம இருந்தா கரெக்டா பண்ணிட்டு இருக்கும் அதான் அதனாலதான் நீங்க சொல்றீங்களா அப்ப வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு சுகமா இருக்கு அப்படின்ற சொருப சுகம் அது கரெக்டா பண்றீர்கள் கரெக்டா பண்றீர்கள் பண்றேன்மக்குள்ள விசாரம்ல இதுவா அதுல என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது அந்த மாதிரி நடக்கிறது சில சமயத்துலதான் எப்பவுமே நான் நான் யாருன்னு விசாரம் பண்ணிட்டே இருக்கிறச்சா அப்படி நடக்குறதுன்னு சொல்ல முடியும் திருப்பி திருப்பி எண்ணங்கள் வரும் அத அத இது பண்ணினா கூட திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும் எண்ணங்கள் வராம இருக்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணுவேன் அப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்லோட்ட என்படியும் தும்பிக்கு ஆட்டின் இருக்கும் அதுக்காக ஒரு கருபோ இல்லாட்டா ஏதாவது ஒண்ணு கொடுப்பா அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ராமநாமமோ இல்லாட்ட வேற ஒரு ரமணா ரமணா ரமணா ரமணான் சொல்லிட்டு இருப்பேன் அப்ப அந்த அந்த மாதிரி சொல்லிண்டே பண்றச்சு கொஞ்சம் அது இது இருக்கு அப்படிகை நம்ம சத்சங்கங்கள் நம்ம என்ன பண்றோம்னா ஓயாத வந்து உள்ளேந்துதான் அதாவது எண்ணங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் எண்ணங்கள் எண்ணங்கள் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா வந்து உணர்ச்சி மயமா இருக்கும் இருந்துட்டு இருக்கும் நம்போ காத்தால வந்து நீங்க தூக்கத்தில இருந்து எழுந்துக்கும் போதே அங்க போகணும் நீங்க போகணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு யார் யாராகவோ நம்மளை தொடர்ந்து வந்து பாவங்கள் வந்து செலுத்திண்டே இருக்கு உள்ள அந்த பாவங்கள் வந்து உணர்ச்சியா தான் கன்வெர்ட் பண்ணிக்கும் இதுதான் உள்ளக்குள்ள இருக்கிற விஞ்ஞானம் இப்ப வந்து அது உணர்ச்சியா கன்வெர்ட் பண்ணும்போது வந்து உணர்ச்சி வசப்பட்டவாழா உடம்புக்கு பற்றிக்கிறது இப்போ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்டவ்வை மூட்டுறோம் பால் மேலே வைக்கிறோம் அது ஜில்லுன்னு வந்த பால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறுறதுனா பால் பால் சூடாகிடுறதுனா முதல்ல வந்து பாத்திரத்தையே அப்படியே பிடிச்சி வைக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் நேரம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சுனாலே பாத்திரத்தை தொட முடியாது பால் வரலை வைக்க முடியாது சுட்டுறது இல்லை அதை போல் பாவம் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கு நம்ம வந்து நம்மளா நீங்களா அவரா நானா இந்த உலகமா ஸ்தூல ஆகாசமா கூட போருமா எல்லாம் ஒன்றை பின் பின்னி பிணைஞ்சு கிடக்கு அதனால தான் பகவான் வந்து சொல்லுவார் சரணுற்றால் அவனை காணலாம் நீங்கள் பார்த்தேன்னா வரிக்கு வரி வச்சனாமிரதம் பூரா சரணுற்றால் சரணுற்றால் சரணுற்றால்னா சரணாகதி சரணாகதி சரணாகதி சரணாகத வார்த்தை வரிக்கு வரி வச்சனாமிரதத்துல வந்து அவனை காணலாம் அப்படின்னு கொடுத்திருக்காரு அவர் மொத்த செயல்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் செயல்கள் கொடுத்திருப்பார் அணுவாத நோன்மலை அது இதுன்னுட்டு அவருடைய ஓன் கிருத்தியும் இருக்குது அவராக இயற்றினதும் எல்லாம் உள்ளதுன்னு இருப்பது அந்த பிரஸ்தான திரயம் பிரஸ்தான திரயத்தில் முருகனார் வச்சு முரு குருவாசகோவை ஏற்றினார் வீதி ரெண்டும் அவருடையதே மற்றபடி ஃபுல்லாக ரமணா நூற்றி இருறா வருது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பாட்டு கொடுத்துட்டு ஒரு அஞ்சு பாட்டு வெளியில் தூக்கி அப்படி போட்டுட்டார் இதுக்குள்ளே வைக்கலை இதெல்லாம் பார்த்தேன்னா ஒரு கிளியர் கட்டாக வந்து தத்துவத்தை சொல்ல வருாரு ஃபுல்ல தத்துவம் எவம்னத்துருப்புறிவு அந்த ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம் உணர்வு மையமா இருக்கிறது ஆனந்தம் இப்படிக்கிற அந்த இது வந்து எப்படி இருக்குன்றதுதான் உங்களுக்கு வந்து உள்ளது நாற்பது பூரா பிரிச்சு போடும் அது எங்க இருக்க முடியும் கேரளா டூர் போனோம் அப்படி கூட சாருமூத்தின்னு ஒரு அம்மா வந்துருந்தேன் பிரதாசு அம்மா சொன்னா நீங்க உள்ளது நாற்பது மட்டுப்படிங்க வேற ஒன்றுமே வந்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சொன்னேன் அவங்க எனக்கு புரியவே மாட்டாங்க இதை உபதேச உந்தியார் புரியறது இவர் வந்து எங்கள் ஆத்துக்காரர் தான் பகவான் கிட்டேருந்து என்ன வந்து எனக்கு பகவான்கிட்ட ஈடுபாடு வந்தது அவர் தான் அவர் வந்து சரணாகதி அம்மையப்பான் தான் முதல் வார்த்தை இப்போ ஹிஸ்னோமோ அவர் வந்து அவருக்கு வந்து பகவான் அவரை எப்படியோ ஆட்கொண்டுட்டார் அதனால அவர் வந்து நம்ம பாண்டிச்சேரி வந்து எல்லாம் பண்றோம் அதனால பகவானுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு இன்சிடென்ட்டை முண்டு பண்ணி அதுலேருந்து அந்த ஒரு கேந்திரம்னு ஒண்ணு வச்சு அச்சிரமணம் தான் சொல்றோம் அப்புறம் இந்த நிறைய புக்ஸ் இதெல்லாம் கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிருக்கோம் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்க பாலசுப்ரமணியம் அவர் பொள்ளாச்சி பால சுப்ரமணிய பொள்ளாச்சி இருக்க அவருக்கு நிறைய புக்ஸ் நிறைய கார்டு நாங்க போட்டோம் அதெல்லாம் இன்னும் வந்து இவர் இருக்கிறச்சா நிறைய டியூட்டி சொல்லுவா நிறைய கேள்வி கேப்பா இவர்கிட்ட எல்லாம் இவர் சொல்லுவார் அப்புறம் இவர் வந்து போனதுக்கப்புறம் இப்ப அப்படியெல்லாம் வரதில்லை எனக்கு வந்து சம்சா ரெண்டு டாக்டர்ஸ்னால அங்கே போகண்டிருக்கு இங்க போகண்டிருக்கு அதெல்லாம் இருக்கு திருவண்ணாமலையிலயும் இடா இருக்கு இங்க போய் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கு மாசத்துல அது இருந்துட்டு வந்தேன்னாக்கா இங்க வந்து நாங்க என்ன பண்றோம்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சுட்டு குழந்தைகளுக்கு வந்து படிக்க வைக்கிறோம் இந்த குழந்தைகள்லாம் தினம் வந்து அச்சிரமணம் மாதிரி சொல்லுறோம் அதுக்கப்புறம் அந்த உபதேச உந்தியார வந்து எனக்கு உபதேச உந்தியார் இவர் அர்த்தம் இருக்கார் அதுப்போ அச்சாரமண மாலைக்கும் இவர் அர்த்தம் எழுதி இது பண்ணினார் பப்ளிஷ் பண்ணம் வந்தது திருவிழாமலையிலிருந்து ரதம் வந்தது அடுத்த வருஷம் பண்ணிருந்தார் டூ தௌசண்ட் போர் நினைக்கிறேன் அது அதுக்கப்புறம் அந்த மாதிரி இது பண்ணிருக்க இந்த இது மட்டும் உள்ளதுன்னு ஆர்ப்பது மட்டும் அது புரியவே மாட்டேங்குது பட் புரியவே வேண்டாம் நீங்க அதை படிச்சாலே போறோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னான் அதனால தினம் ஒரு தடவை நான் அதை படிச்சுடுவேன் திருவாச்சகம் மாதிரி அத ஒரு தடவை படிக்கிறதுன்னு வச்சிட்டு இருக்கேன் அப்புறம் இதுதான் இந்த குழந்தையில யார் வந்தாலும் அச்சாரமணம் மாதிரி சொல்லுங்க இது இருக்கு ஒரு செல இருக்கு நம்ம அது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ்ல பண்ணி வச்சிருந்தார் இவரு இவர் ஒருவரதான் வச்சுட்டு மக்களுக்கே தெரியல ரமணரை பார்த்துட்டு உங்க தாத்தாவெல்லாம் கேட்கறா உங்க இவ்வாழான்னு கேக்குற உங்க மாமனாரான்னு எங்கிட்ட கேட்பா இவர்கிட்ட உங்க அப்பாவான்னு கேப்பா அப்பா தான் ஆனா இப்ப இல்ல முன்னாடி அப்பாவா இருந்திருக்க அப்படின்னு இவர் சொல்லுவார் அதனால அந்த ரமணரோட இதுல எல்லாம் இவருக்கு ரமணா இருந்ததுதான் எல்லாமே அவர் வந்து எனக்கு ஒரு குரு வேணும்னு போன முதல்ல இவ அம்மாதான் குருவா இருந்தா அதாவது எங்க வீட்டுல வந்து முந்நூறு வருஷத்துல சிவலிங்கம் ஆமா அந்த சிவலிங்கத்தை பூஜை இவர் வந்து அவ அப்பா அதாவது இங்க ஆத்துக்காரரோட மாமன் தாத்தா வந்து தர்மபுரி ஆதீனத்துல சிவபூஜை பண்ணிட்டு இருந்தார் அதை வந்து அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எங்க மாமனார் சின்ன வயசுல அந்த காலத்துல டைஃபாய்டுக்கு எல்லாம் அப்போ எங்க மாமனார் போன உடனே எங்க மாமியார் அந்த பூஜை எடுத்துட்டா நிறைய பேர் சொன்னால சிவ பூஜை பொன்னாட்டி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி அப்படின்னு ஆனா அவன் அப்பா சொல்லியிருக்கா நீ பண்ண பரவாயில்ல ஆறு குழந்தைகளை விட்டுட்டு அவர் போயிட்ட வேற கதியே இல்லை அதனால நீ பண்ண நீ இந்த பூஜையை பண்ணா தான் இவன் பாத்துப்பான் அவனோட குடும்பத்து எல்லாரும் நல்ல ஒரு நிலைக்கு வந்தாங்க எங்க ஆத்துக்காரர் மட்டும் லாஸ்ட் சன் அதனால இவர் வந்து அம்மா கிட்ட ரொம்ப வருஷம் இருந்ததுனால ஏழு வயசுலயே அப்பா போயிட்டார் எட்டு வயசுலயே அப்பா போயிட்ட அவருக்கு அம்மாதான் அதனால அம்மா மாமியார் எங்களோடையதான் இருந்தா பூஜா புனஸ்காரம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் இந்த பூ பால் இது வைக்க கூடாது அதுல பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதுவா இருப்பா ஸ்ட்ரிக்டா இருப்பா ஆனா அந்த அதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் இருந்தோம் கடைசியில மாமியாருக்கு வந்து கேன்சர் வந்துருத்தோம் கேன்சர் வந்ததுல அத வந்து ஒரு ரெண்டு வருஷம் சஃப் பண்ணான் அப்புறம் போயிட்டான் போலந்து கேன்சர் அதுக்கப்புறம் போன உடனே இவருக்கு வந்து இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு இருந்தா இருக்கும் செடியில நல்ல இண்டஸ்ட்ரி பார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சுட்டு எடுத்தாப்புலயே வீடு அதனால போயிட்டு வர எல்லாம் ஆனா இவன் மாமியாருக்கு போனமுன்னா இவருக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுது எல்லாத்திலயுமே அம்மா போயிட்டா இதுதான் வாழ்க்கை வேற என்ன ஒண்ணுமே இல்லையே எல்லாரும் ஒரு நாள் போதா சம்பாதிச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டு அதனால ஒண்ணுத்திலயும் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தார் அப்பதான் இவர் சொன்னார் நான் வந்து போப்பறேன் எனக்கு ஒரு குரு வேணும் நான் போப்பறேன் வந்து எப்படி பட்டினத்தார் போனாலும் அந்த மாதிரி எங்க கரும்பு நிக்கிறதோ அவங்க இருக்கு அவாதான் எனக்கு மோட்சத்துக்கு அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி நான் போப்பறேன்னு சொல்லிட்டு வர் போன இவர் முதல்ல அவரே ஒரு ஆட்கொண்டுட்டார் அதனால அதுல இருந்து ரமணர் எல்லா இடத்தையும் வீட்டுல கூட பார்த்தா எங்க பார்த்தாலும் ரமணர் தான் இருப்பார் இந்த மாமியாரோட பூஜை செட்டெல்லாம் இருக்கு அப்படியே இப்ப நான் தான் பூஜை பண்றேன் டெய்லி எங்க போனாலும் அது வந்து உச்சவர் மாதிரி சின்னதா அடுத்து போவேன் வெளியூருக்கு எல்லாம் அங்க மூலவர் வருஷத்து பூஜை இருக்கு அவர் பகவான் நடத்தின்னு போயிட்டு இருக்கார் அப்படி பண்ற இன்னும் ஒரு குறை இல்லை அதே ஒரு குறையே இல்ல எனக்கு என்னன்னாக்க இந்த ஆத்ம விசாரம் பண்ணணும் நம்ம அதுல இன்னும் கொஞ்சம் அழிக்கணும் அப்படிங்கிறது ஆனா இந்த சம்சாரம்ங்கிறது வந்து அப்படியே சூழ்ந்துக்கிறது தெரியுறது இன்னொரு இதுல போய் நுழையிறோமே இந்த எண்ணங்கள் வரக்கூடாது எதுக்கு இது இது நம்மளா பண்றோம் இருக்கும் எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய அதான் நீங்க வந்து எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது தனி கவனம் தனி நாட்டங்களை கட்டுப்படுத்தவே முடியாது ஆனா அதுதான் வந்து நம்மளுடைய வந்து நம்மளுக்கு பகவான் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய இந்த பிரபஞ்சத்துக்கே கொடுத்திருக்கிற ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கா மகான் புத்தர் இருந்திருக்காரு ஆனா அத்தனை பேர் கிருஷ்ணர் இருந்திருக்காரு வசிஷ்ட மகரிஷி யோக வசிஷ்டமே கொடுத்திருக்காரு அப்புறம் ரிபுகீதை வந்திருக்கு எவ்வளவோ இருந்தாலும் மோக்ஷத்துக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ராக்கெட் ஸ்பீடில் உடனடியா, இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த ரகசியத்தையும் உடைச்சு போட்டவர் வந்து நம்மளுடைய பகவான் ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா உள்ளது நாற்பதனுடைய கடைசி பாடல் நாற்பதாவது பாடல் உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர் உள்ளுக்குள்ள எண்ணங்கள் உருவம் கொண்டது கரெக்டா உணர்ச்சிகளுக்கு பரிமாணம் இருக்கு உருவம் இருக்கு எனக்கு தாக உணர்ச்சி இருந்தாலும் உருவம் இருக்கு சளிப்பு உணர்ச்சி இருந்தாலும் உருவம் இருக்கு நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்லை இப்போ வந்து யா யாரோ வேண்டப்படாதவா வந்துட்டா, அவா எப்போவுமே ப்ராப்ளமேட்டிக் இல்லாட்டி எதாவது பிரச்சனை கொண்டு வரவா அவளுக்கு நம்பிக்கைகள் கிடையாதுன்னா நம்மளுக்குள்ள ஒரு சளிப்பு உணர்ச்சி வரும் கரெக்டாக ஒரு ஒரு ஆன்மீகத்திலேயும் நம்பிக்கை இல்லை இல்லாட்டி பகவான் மேலேயும் நம்பிக்கை இல்லை ஆனால் அவளால் அவாதான் நம்மளுக்கு வந்து வேலைகள் பண்ணணும் நம்மளுக்கு அவளை விட்டால் வேறு இல்லைன்னு அவா பண்ணவும் வேண்டியதாக இருக்குது பண்ணவும் முடியல ஆனால் வந்து அவளுக்கு பகவான் மேலே நம்பிக்கை இல்லையே அப்படின்றது நம்மளுக்கு செழிப்பு கொடுக்குறது அவருக்கு பகவான் மேலே நம்பிக்கை இல்லைன்றது செழிப்பு கொடுக்குறது அந்த சலிப்புக்கு ஒரு பரிமாணம் இருக்குது ஒரு உருவம் இருக்குது ஸோ உணர்ச்சிக்கு உருவம் இருக்குது கவனத்துக்கு கூட உருவம் இருக்குது இங்கே வந்து எல்லா கவனமும் வந்து நான் பாவத்துலேருந்து வரதுனால நான் பாவம் புத்தியில் வந்து ஆட்சி பண்ணுறது பிரபஞ்சத்தையே ஆட்சி பண்ணிட்டுருக்கு மனித சமுதாயம் மூலமாக ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சத்தை உணர்வார் அஞ்சறிவு வரைக்கும் கிடையாது அஞ்சறிவு ஓரறிவு தாவரத்திலேருந்து ஐந்தாவது அறிவு தான் உச்சம் பிரபஞ்சத்தில் ஒரு பசு ஒரு யானை அப்படின்னு அஞ்சு புலன்கள் மூலமாக விவகரிக்கின்ற மிருகங்கள் பிராணிகள் இதுதான் அஞ்சறிவு இந்த அஞ்சறிவு வரைக்கும் இப்படி எட்டி இப்படி பார்க்குறது இல்லை என்னடா இது எதுடா இது என்ன மனம் கிடையாது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரறிவுலேருந்து ஜட பொருட்கள்லேருந்து சூரியன் வந்து ஜடப்பொருள் ஒரு ஒரு நெருப்புக் குழம்பாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஸ்வயம் கிடையாது ஜடமும் உயிர் பொருளும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒன்று வந்து ஆன்ம வந்து இங்கே வந்து பிரபஞ்சமாக விரிஞ்சிட்டுருக்கு அதுவே விரிஞ்சிட்டுருக்கு அதுவே தான் மனம் அதுவே தான் புத்தி ஆனால் இந்த எழுநூத்தி ஐம்பது கோடி கொண்ட மனித சமுதாயம் மனித சமுதாயம் தான் என்ன பண்றது எதிரிட்டு அந்நியப்படுத்துறது புரியுதா மொத்தமா நம்ம என்ன பண்றோம் எழுந்துக்கும் போது நீங்க நீங்களா தான் எழுந்துக்கிறீள் கரெக்டா நீங்க உலகமாகவே எழுந்துக்கிறீள் ஆனா ஞானி வந்து உலகமாகவே எழுந்துக்கிறார் அவருக்கு வந்து உலகம் வந்து அங்க இருக்காது உலகம் வந்து அவர் உணர்வுல இருக்கும் அவர் எழுந்துன்னா நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும அவர் உள்ளது நாற்பதுல வருது ஒரு செய்யுள் நான் ஒன்று எழுந்த பெண் எல்லாம் எழும் இந்த நான் என்ன என்ன சொல்றாருன்னா அகந்தை நான் அந்த பாவம் தான் என்ன பண்றது பிரபஞ்சமா எழுந்துக்கிறது ஒரு குட்டி குழந்தை கிட்ட கூட பொறுமா எழுந்த உடனே அது அதனுடைய பிடிவாதத்துக்கு ஏத்த மாதிரி எழுந்துக்கிறது அதனுடைய சலிப்புக்கோ அதனுடைய ஆட்டப்பாட்டத்துக்கோ காலங்காத்தாலும் எழுந்து உட்காந்து விளையாட கூட விளையாடின்னு இருக்கும் சோ அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாவம் அந்த பாவத்தால் இந்த பிரபஞ்சமே மூ மூடப்பட்டிருக்கு அந்த பாவத்தை வந்து பகவான் வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்து அந்த கடைசி செயலில் கொடுத்துருக்கார் உருவம் உருவமாக வையாமல் பாவம் கொள்வது அது உணர்ச்சியாக இருக்கலாம் கவனமாக இருக்கலாம் நாட்டமாக இருக்கலாம் மோட்டிவாக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் அந்த உணர்ச்சி வந்து எண்ணெய் கோட்டங்களால் செல்லுபடியாக இருக்குது அந்த குழந்தைக்கு கூட ஒரு இதுக்கு கூட ஒரு அறிவு தாவரத்துக்கு கூட அது அது எழுந்துக்கிறதே வந்து சூரியன்லேருந்து எப்படி கிரகிச்சிக்கலாம் மண்ணுலேருந்து சாரத்தை எப்படி கிரகிச்சிக்கலாம் பஞ்ச பூதங்கள்லேருந்து எப்படி தொடர்ந்து அது ஒரு பாவம் தான் அந்த பாவம் இருக்குன்னு தெரியாது மனம் கொண்டாவே இதை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அவர் என்ன பண்ணார் அந்த விஞ்ஞானத்தை கிளீனாக கொடுத்துருக்கார் கடைசி சி உள்ள உருவம் அருவம் மனுஷங்கிட்ட என்ன உடனே என்ன பண்ணுறான் அவன் வந்து எனக்கு என்னோடய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியல என்னோட உணர்ச்சியை நான் என்ன பண்ணுவோம்னு தெரியல அப்புறம் வந்து என்னுடைய கவனம் என்னுடைய பாவம் அது என்னவோ பா இந்த விஞ்ஞானமே புரியல அப்படின்னு சொல்றதும் அதே அகந்ததான் நல்லா இங்கெல்லாம் வந்து சூக்ஷமன்கள் நிறைய இருக்கு அதனாலதான் வந்து வந்து அத வந்து சயின்ஸ் ஆக்கிட்டார் விஞ்ஞானமாக்கி மோட்சத்துக்கு அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட்ராக் கொடுத்துட்டார் அதுல என்ன சொல்றாருன்னா அருவம் உருவம் உருவத்தாயிர உருவத்தை வயாம உருவமயமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற உள்ளுக்குள்ள அப்புறம் இல்லாட்டி அருவமயம் அருவமயம்னா என்ன எனக்கு ஒன்றும் தெரியல புரியுதா தெரியலேன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் எதையோ வந்து உள்ள வந்து அந்த புத்தி வந்து அரியாத்தன்மையினால அறியாமையினால பீடிக்கப்பட்டு எதையோ எதிர்பார்க்கறது சொல்யூஷனை ஒரு வெட்ட வெளியில எதிர்பார்க்கறது கரெக்டா வெட்ட வெளியில அறியறதுக்கு எதிர்பார்க்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்பார்க்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்பார்க்கறது இப்படி அருவத்தையும் ஓயாமல் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய ஏதோ ஒரு தனி பாவம் இல்லை அதுதான் அகந்த அது வந்து ஒன்று உருவமயமாக இருக்கும் இல்லைட்டு உருவத்தை போட்டுவிட்டு இந்த சைடு இது புரியல இது ஏன் அப்படி வந்து நம்மளுக்கு ஓயாமல் வந்து எண்ணங்கள் வருதுன்னு தெரியல ஏன் உணர்ச்சிகள் வருதுன்னு தெரியல ஏன் ஓயாமல் பாவங்களும் நாட்டங்களும் நம்மளை பீடிச்சிருக்குன்னு தெரியல அப்படின்னு அருவமயத்தையும் பற்றி இது ஓயாம பேசின்னு இருக்கும் இப்போ நீங்கள் சொல்றது வந்து அந்த எஜ்ஜில் வந்து நிற்கிறீள் முட்டின்னு வந்து நிற்கிறீள் நீங்கள் என்ன பண்ணுற என்னடா இது அதாவது வந்து அது என்னன்னு தெரியல இது ஆன்ம பொருள் சான்ஸ் இல்லை தெரிஞ்ச ஒரு அதாவது என்னை என்னை அறிந்தேன்னான்னு சொல்றதுக்கு பைத்திய கர்த்தணும் புரியுதா எனக்கு வந்து ஆன்ம என்னன்னு தெரியும் அப்படின்னு எனக்கு வந்து அது மேலே உரிமை கொண்டாட முடியாது புரியுதா ஒரு வெட்ட இப்போ மார்சுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க மார்சுக்கு போகிறதில் நடுவில் இலக்கே இருக்காது ஏதோ ஒரு டிகிரியில் ராக்கெட்டை செலுத்தினா அது போகும் அவ்வளோதான் செலுத்தப்பட்டது இது பூமியிலேருந்து செலுத்தப்பட்டாதான் அது மார்சுக்கு போகும் செவ்வாக்கிறதுக்கு போகும் இப்போ நடுவழியில் என்ன லேண்ட்மார்க்காக கொடுத்துருக்கா கொஞ்சம் லெஃப்டில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தில் ஒரு ஸ்டார் தெரியும் கொடுத்துருக்கா ஒன்றும் கிடையாது அதை போல் இங்கே வந்து தெரியும் ஆன்மப்பொருள் என்னன்னு தெரியாது இந்த சைடு வந்து உள்ளுக்குள்ளே திக் பிரமையா நிக்கிறவன் எண்ணங்களால எண்ணங்கள்னால சளிப்பாயிடுறோம் நம்ம கரெக்டா சளிப்பாயே ஓன்னு சொல்றோம் நடை போடா இதோட போற அப்படி முடியலடா அப்படின்னுட்டு உணர்ச்சிகளோட அப்படி நினைச்சிடுறோம் நினைச்சிட்டு திருப்பியும் அங்கே நிக்கிறது அது திருப்பி அதே புத்தியை தான் சாடுறது இதான் எதையாவது குழு குடை அப்படி தெரிஞ்சுக்கிறேனே புரியுதா திருப்பி அதே ஜட பொருளான புத்தி இயக்கத்தை சாடுறது மனம் ஏன்னா ரெண்டு மனம் இல்லை நம்ம கெட்ட இருக்கிற ப்ராசஸர் எல்லாத்துலயுமே இந்த அது எப்படி பாயிருதுன்னு பார்த்தேன் ஆன்மபொருள் ஆன்ம பொருளே நம்மளுடைய பாவமாக இருக்கு அந்த பாவத்து பாவமயமா இருக்கிற தன்மைக்குள்ளே புத்தி வந்து சலிச்சு இருக்கு இரட்டைகள்ல ஏதாவது உருவத்தை பிடிச்சிக்கிறது இல்லாட்டி உருவம் இல்லாத வெட்ட வெளியில் போய் திக் பிரமையாக நிற்கிறது நிற்கிறது நிந்துடுறோம் நம்ம அறிஞ்சிக்க முடியாமல் நிற்கிறோம் என்னென்ன புரியல இந்த ஆன்மா என்னென்ன புரியல இந்த ஆன்மான்னா என்னென்ன அறிஞ்சிக்க முடியல ஆன்மான்னா என்னென்ன தெரிஞ்சிக்க முடியல இது வந்து புத்தியால புத்திக்குள்ளே அகப்படுற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னா என்ன ஆகணும் புத்தி வந்து தன்னுடைய எல்லைகளை உணரணும் நீ இதுக்கு மேல பாய முடியாதுப்பா இப்ப அவர் கேட்டார் சரணாகதி சரணாகதின்ன்றீங்களே ரொம்ப நாள் கேள்வி அவர் இன்னைக்கு உங்கள் சார்பில் அவர் கேட்பார் அந்த இடத்துல தான் வந்து எல்லைகளை தெரிஞ்சுக்கும் பொழுது புத்தியினுடைய வீச்சு இவ்வளவுதான் என்னது அது ஒன்று வந்து தெரிஞ்ச ஏரியாவை வச்சுண்டு அதுக்குள்ளேந்து ஆன்மாவை ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கறது கரெக்டா தான் என்ன பண்றா எனக்கு தெரிஞ்சதுக்குள்ள ஆன்மா வந்து மாட்டுமா ஒரு சசங்கம் கேக்கும் போது கூட எந்த பாங்குல கேட்கறா எல்லாரும் நம்ம சசங்கம் போட்டுகிட்டே இருக்கோம் அந்த என்னன்னா விஞ்ஞானமா கொடுத்தாலும் அந்த புத்தி வந்து ஓயறதில்லை கேட்கறவ என்ன பண்றான் கேட்கிறவனா இருக்கா அந்த கேக்குறவனா இருக்கிறதுன்றது என்ன ஒரு அடைபட்ட கன்க்ளூஷன்ஸ் ஆன்மாவை பத்தி இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் பகவான் சொன்னது பகவான் புஸ்தகங்கள்லேருந்து படிச்சுது வெள்ள இதுலேருந்து கேட்டது பிரவச்சனத்திலேந்து கேட்டது அது இது இதுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்குள்ள மேட்ச் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பார்க்கறது யாருக்கும் வந்து பொத்துன்னு போடுற அந்த தைரியம் வரமாட்டேன்றது உள்ள புரியுதா நான் ஏன் ஓய மாட்டேன்ற அந்த ஓய்தல் வந்து அந்த ஓய்தல் வேணும் அந்த ஓய்தலுக்கு தான் அவர் கடைசி செய்ய உள்ள இந்த மாதிரி கொடுத்தாரு உருவம் அருவம் ஆமாம் ஆயும் ஆய்ந்து கொண்டிருக்கும் அது அதை ஓயாம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு ஆன்மீகம் என்ன பண்றா ஒண்ணு வந்து எண்ணங்களை அடக்கணும் எண்ணங்களை அடக்கணும் பத்தஞ்சலி மகரிஷி கூட எடுத்த எடுப்புல மொத்த யோக சூத்திரளுக்கும் ஒரு பெரிய தலைப்பு மாதிரி டைட்டில் மாதிரி கொடுத்துடுறாரு எண்ணங்களை ஒடுக்கி உதியாமல் உதியாமல் ஒடுக்குவதே யோகம் யோக விற்பி நிரோதக விற்பின்னா எண்ணங்கள் உள்ள எது உதிச்சாலும் அதை உதிக்க ஒட்டாமல் அழிப்பதே யோகம் அப்படின்றாரு இதெல்லாம் வந்து அவெல்லாம் கொடுத்துருக்கா ஆனால் அதனுடைய சிகரத்துக்கு போய் நின்று ஆன்ம ஞான மயமாகவே இருந்து அப்பேற்பட்ட செயல்களை பகவான் கொடுத்துருக்கார் இப்படியெல்லாம் பகவான் சொல்லியிருந்தால் கூட அதாவது வந்து அந்த கடைசி நாற்பதாவது ஸ்டீ உள்ள உள்ளதுன்னு உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முத்தி உணர் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இதெல்லாம் வந்து தத்துவத்தை பற்றிய உண்மைகள் தத்துவம் எப்படி இருக்க முடியும் பிரபஞ்சமே எப்படி இருக்கு நம்மளுடைய அடிப்படை ஃபஸ்ட்டு இந்த பிரகிருதி முகுணமயமானது பிரகிருதி என்னென்ன படைப்பு கிரியேஷன் இப்படி வந்து பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சமாக உடன் எழுந்துக்கிறது ஐம்ப நான் அதுக்குள்ளே விவகரிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே போகிறதும் வெளியில் பிரபஞ்சமாக விவகரிக்கிறதும் அதை சம்சாரன்றோம் புரியுதா நீங்கள் என்ன சொல்கிறீங்களே ஒரு உணர்ச்சி வந்து வீட்டை பற்றி வந்து தானா பொண்ணை பற்றி வந்து தானா உடைமைகளை பற்றி வந்து தானே கரெக்டா சலி சலிக்கிற இழு கரெக்டா இதை இப்போ யூஸ் பண்ணும்போது கூட என்ன சொன்னீங்களே நடுவில் அதாவது சம்சாரமே வேண்டாம் இந்த சம்சாரத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு வந்து கிளியராக வந்து நான் பிரித்து வச்சு கொடுத்தோம் பிரித்து வச்சுடுத்து இங்கே வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் சம்சாரத்தை ஒதுக்கினேடா ஆன்மீகத்தில் மூழ்கியிருக்கேளா ரெண்டுமே கிடையாது அதாவது வெறும் நாக்கு வந்து எந்த சுவையுமாற்றுறது சிலைவா ஊரின்னு இருக்கிறது கரெக்டா சுத்தமான நாக்கு வயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா டேஸ்ட்டு கிள இருக்கும் ஆகாரத்தை கொடுத்தா கரெக்டாக அந்தந்த டேஸ்ட்டை தனித்தனி தனித்தனி அறிவு மையமா உள்ள செலுத்திட்டு இருக்கு சாப்பிடற ஆகாரத்தை அதை போல பேருணர்வு பேரறுப்பு பேரறிவுன்றது நம்ம உடம்பு மாத்திரம் இல்லை பிரபஞ்சம் பூரா சப்புன்ற நாக்கு போல இருக்கு பொறுமா ஆன்ம பொருள் ஏன் குறுக்கிறதுன்னா நம்ம இப்படி ஆயிட்டோம் எப்படி ஆயிட்டோம் நம்ம தனியா வந்து ஒரு பெயருக்குள்ள அடைப்பட்ட உடம்பு மாதிரியும் பெயருக்குள்ளே அடைப்பட்ட நிறைய புத்தியினுடைய சூக்குமமான உணர்ச்சிகள் மயமாகவும் இரட்டை உணர்ச்சிகள் மயமாகவும் அதனால் எழுந்த எண்ணங்கள் மயமாகவும் எல்லாம் வந்து என்ன கம்ப்ளீட்டாக நம்மளை ஒதுக்கி வச்சுருக்கு எதுக்கு வேக்கிங் ஸ்டேட் வரணும் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் ஏன் எழுந்துக்கணும் ஆழ்ந்த உறக்கம் மாதிரி தான் இருக்குன்னா பிரபஞ்சமே ஆழ்ந்த உறக்கம் போல் இருந்துடக்கூடாதா ஏன் பிரபஞ்சம் அந்நியமாக தெரியணும் எனக்கே இந்த உடம்பாக நான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பார்த்தேன்னா இந்த காரணம் மத்தம் கேட்கவே முடியாதுன்றா ஏன்னா அதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறது என்னன்னா சூரியன் எங்கேயோ இருக்கு சூரியன் ஒரு புல்லை வந்து துளிர்விட பண்ணலை எங்கேயோ இருக்கு சந்நிதி பலத்தில் அஞ்சு பூதங்கள் வேலை பண்ணுறது ஒரு மணல் பாங்கா இருந்த இடத்துல சரசராசரம் வரதுனும் வந்து என்ன சொல்றா குணமயத்துக்கு ஆட்பட்டது பிரபஞ்சமே ஆன்மபொருள்லேந்து எழுந்துக்கிற ஆன்ம பொருள் சந்நிதியில மூன்று குணங்கள் கடையப்பட்டுட்டே இருக்கு இதை தான் நம்மளுடைய புராணங்கள்ல திருப்பார்கடலை கடையிறதுன்னு திருப்பார் என்ன மனமே திருப்பி திருப்பார் திருப்பார் கடலை கடைஞ்சு முதல்ல வருது ஆலகால விஷம் வருதுன்றா காமதேனு வருதுன்றா ஈராவதம் வருதுன்றா நிறைய வருது இதெல்லாம் என்ன இல்ல மகாவிஷ்ணுவனுடைய நித்திய சூரிகள்னு அதெல்லாம் அதாவது அவரை அலங்கரிக்கிற வாழம் நித்திய சூரிகள்ன்னே பேர் அவர்கிட்ட இருக்கிற அந்த இது கத்தி அவர்கிட்ட இருக்கிற சக்கரம் சங்கு அப்படின்றதெல்லாம் வந்து மனத்தை வந்து அலங்கரிக்கிறதான் ஏன் நித்திய அவ வந்து ஞானத்தை காமிக்கிறான் ஒரு சங்கு என்ன பண்ணுறது ஞானத்தை காமிக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு சக்கரம் மாதிரி சுத்தின் இருக்கு காலம் இந்த பிரபஞ்சத்துல நீ புதுசா பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை புதுசா கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை புதுசா சுவைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல புதுசா திங்க் பண்றதுக்கு கூட ஒண்ணும் இல்லை புது தாட்டுன்னு ஒரு தாட்டே கிடையாது எல்லாம் ரெப்படிஷன் அனைத்து எண்ணங்களும் சுழல் சொல்டு சோழண்டு சொல்டு என்னைக்கோ இந்த உடம்ப வந்து தள்ளிட்டு கண்டின்ியூ பண்றது இந்த உடம்புக்கு மனம் கிடையாது மனத்துக்கு உடம்பு அந்த எண்ணங்களுக்கு அந்த குரூப் ஆஃப் எண்ணங்களுக்கு அந்த உணர்ச்சி மையங்களுக்கு அந்த பாவ மயங்களுக்கு அகந்தை பாவ மயங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து உடம்ப வச்சுக்கிறது அது உடம்பு அது இருக்கவே இருக்காது தனியாக பாவம் இருந்தா கூட நீங்க பார்த்தீங்கன்னா தூங்கின்ற தூக்கத்தில் எப்படி கனவு வருது பாவ மயத்தில் வருது கனவு எப்படி வருது சொல்லு நிஜமாக நீங்கள் எழுந்து போன இடா மலைக்கு நிஜமாக ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிடலாம் கனவுல இல்லையோன்னா ஆனால் எப்படி நடக்குது எல்லாம் பாவம் அப்படின்னா பாவத்து பாவனை தான் இந்த பிரபஞ்சம் அதனால தான் ஞானம் அடைஞ்சவாளுக்கு வந்து கனவே வராது இதுவே கனவாக தெரியும் ஏன்னா இந்த உண்மையில கனவு காண்பவனுடைய கனவு காண்பவன் தான் ஒதுங்கினவன் வாசனை மயமா ஜென்மாந்தரங்களை ஒதுங்கி ஒதுங்கி வந்துன்னு இருக்கான் அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா ஆன்மீகம்னு பிரிக்காதீங்க சம்சாரம்னு பிரிக்காதீங்க அந்த பாவத்துக்கு பின்னாடியே வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருங்கோன்றேன் ஆன்மீகம் நம்ம என்ன சொல்றேன் நான் அதே சும்மா இருந்தான் பகவான் சொல்லி கொடுத்து அதனோட மகிமை வந்து இன்னும் தெரியாது காலங்களில் தெரிய போகிறது அதனோட மகிமை ஏன்னா அது வந்து சித்த சுத்தியை கொடுக்க போகிறது குணத்தில் ஏற்படுற எழுச்சி விஷிகள் கொண்ட பேதங்கள்லாம் அடங்கிடும் இப்போது நம்மளுக்குள்ள வந்து காத்தால் எழுந்துன்றதுலேருந்து விதவிதமான உணர்ச்சிகள் பாயாமல் இருந்ததுன்னா ஒரு தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்ல நம்ம உணர்வில் அப்போ தானே நீங்கள் ஆன்மசாதகம் பண்ண முடியும் கரெக்டாக நீங்கள் உணர்வையே பார்க்கணுன்னா தனி உணர்ச்சி உங்களை வந்து ஆட்டிப்படைக்கூடாது கரெக்டாக ஒரு சந்தோஷ உணர்ச்சியும் ஆட்டிப்படைக்க கூடாது உடனே என்ன ஆன்மீகத்துக்கு ஹாலிடே விட்டுருவேலா கேட்குறேன் இப்போ வந்து ஒரு ஏதோ நல்ல நிகழ்வுன்னு ஒரு அப்ஜெக்டிவ் போட்டுடுறோம் இது வந்து ஆற்றுல நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னா ஆன்மீகம் அன்றைக்கி கொஞ்சம் அடக்கி போகணுமா இங்கெல்லாம் வந்து அந்த குணங்களில் நிறைய நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து புரியல அதனால தான் டுவெண்ட்டி ஃபோர் வந்து அந்த உணர்வுலேயே இந்த வீட்டுல பங்கன் நல்ல பங்கு நடக்கட்டும் நல்ல பங்கு நடக்காம இருக்கட்டும் நல்லது கெட்டது எல்லாம் கடந்துடணும் கடந்துட்டு ஓயாத வெறும் பாருவ ஒண்ணுமே இல்லைங்க அதை ட்ரெயின் பண்றதுக்குதான் நான் என்ன சொல்றேன் காத்தால ஒரு மணி நேரம் சும்மா இருக்க ஆரம்பிங்க வெறுமை பண்றவா கூட கிடையாது நீங்க வெறுமைனே வந்து என்ன வேணா வரட்டும் ஆன்மீகம் பேசினா கூட எனக்கு வேண்டாம்பா உன்னுடைய ஆன்மீகம் வேண்டாம் சம்சாரம் சொன்னா கூட சம்சாரம் வேண்டாம் நல்லது சொன்னா நல்லதும் வேண்டாம் கெட்டது சொன்னா கெட்டதும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு அதை அப்பதான் வந்து அந்த அந்த பார்வை வந்து கூர்மப்படுறது ஒன் அவர் ஒன் அவர் காத்தலை அது வந்து நான் வந்து உங்களை மாதிரி இருக்கிற வாழ்க்கை ட்வெண்ட்டி ஃபோர் பண்ண சொல்லுவேன் லைட்டா நீங்கள் எழுந்து வந்து உங்கள் பேத்தி கோசரம் வேலை பண்ண பொருள் உங்கள் தோட்டத்தை போய் பார்க்க பொருள் வேற ஏதாவது ஒரு ஃபோனை அட்டன் பண்ண போறேன்னா கூட உள்ளுக்குள்ளே எழுந்துக்கிறவா அவ கிட்ட என்ன பாவம் இருக்குன்றது வந்து உங்களுக்கு எப்போவும் தெரிஞ்சுகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு எதிர்பார்ப்பு பாவம் இருந்ததுன்னா ஒரு ஃபோன் அடித்த உடனே சரி பொண்ணு பண்ணுறா பொருள் இருக்கு அப்படின்னு கன்க்ளூஷன் வரும் அந்த கன்க்ளூஷனை கூட பார்க்கணும் புரியுது அந்த ஃபோன் அடிக்கும் பொழுதே உள்ளுக்குள்ள என்ன மாறுதல் வருது உள்ளு உள்ளு உள்ள பொறுமா அப்படி வந்து நீங்கள் எப்போ முழிப்புக்கு வரையலோ விழிப்பு நிலைக்கு அதுலேருந்து கடைசியாக தூங்க போகிற இல்லை அப்போ ஏதோ ஒரு கடைசி ஒரு பாவம் இருந்திருக்கும் அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியோ நேத்திக்கு நடந்ததோ பின்னாடி பழைய நினைவுகளோ எதிர்காலத்தை பற்றியோ நம்ம ஞானம் அடைவேணோ அப்படின்லாம் வந்தால் கூட எல்லாமுமே வந்து பாவங்கள் மொத்தமும் நம்மளுக்குள்ளே எழறதும் பாவம் அதை வந்து வெளியிலேருந்து இன்னும் வந்து உலகமே பாவமா இருந்து நம்மளை மயக்கின்றிருக்கு ரெண்டும் அட்டாக் பண்றது அதனாலதான் வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் கூட வேண்டாம் குரு சந்நிதிக்கு போய்டுந்தா அதனாலதான் நான் அந்த அஞ்சு செய்யுள் அஞ்சு செய்யுள்னு சொல்றேன் அந்த அஞ்சு செய்யுள் என்ன பண்ணார் பொதுவுல தூக்கி அப்படி போட்டு அவங்க கூட வைக்கல உள்ளது நாற்பதுல கூட வைக்கலை ஏன்னா உள்ளது நாற்பது பூரா வந்து குழந்தை நடப்பதை அற்புதமாக விஞ்ஞானமாக சொல்லி கொடுத்துடலாம் அங்க வந்து அவன் அங்கே எப்படி இருக்கணும்ன்ற பாவத்தை வந்து அந்த அஞ்சு செலில் தான் கொடுக்குறாரு புரியுதா ஏன்னா வந்து இது புரிஞ்சிக்கிற விஷயம் இல்லை ஆன்மீகம் வந்து புரிஞ்சிக்கிற விஷயம் இல்லை அதுவாகவே ஆக வேண்டிய விஷயம் நீங்கள் வந்து ச தத்துவத்தை கேட்குறேன்னா தத்துவம் தான் இருக்கணும் உங்ககிட்ட கேட்ட பிறகு வேற ஒண்ணுமே இருக்கக்கூடாது அப்ப அந்த செகண்ட்ல இருந்து வந்து என்னமே உதிக்க கூடாது உதிக்காது நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பகவான் வந்து சொல்றதே வந்து என்ன சரணடைஞ்சிடுற பாயிண்ட் பிளாங்கா எல்லாருக்கும் வந்து குழப்பிடும் ஏன்னா அவர் வந்து உச்சியில நிக்கிறார் இந்த பிரபஞ்சத்துல இனிமே ஒண்ணும் கிடையாதுப்பா நான் அதை விஞ்ஞானமாவும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பிரபஞ்சத்துல அடுத்தது நீங்க செவ்வாய்க்கிற போக போறதில்லை எல் மனிதனுக்கு என்ன பயம் உயிர் பயம்தான் லட்சக்கணக்கான ஆண்டுகளா மனிதனை நம்ம என்னைக்கு தோன்றித்தோ எண்ணி வரைக்கும் அவளுடைய ஒரே விஞ்ஞானத்தினுடைய ஒரே கேள்வி கூட என்ன உயிர் உயிர்ன்றது அவ என்ன பண்றா பௌதிகத்துல பாக்குறான் மெய்ஞானம் வந்து எடுத்தவுடனே ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுறது உடல்ன்றதே வந்து அஞ்சு விதமான கோஷங்களை கொண்ட ஒரு உருவம் அஞ்சு கோஷங்கள் இருக்கு அஞ்சு விதமான திரைகள் இருக்கு அஞ்சு விதமான மறைப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து அருவத்திலயே இருக்கு எனர்ஜிலேயே இருக்கு குவாண்டம் ஃபீல்டுலேயே இருக்கு விஞ்ஞானம் சொல்ற குவாண்டம் ஃபீல்டெல்லாம் கடந்தது மெய்ஞான ஃபீல்டு இங்கே வந்து அணுத்துகளை கூட பார்க்க முடியுது அவளால் ஒரு அணுன்னா அது வந்து நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் பாசிட்ரான் நியூக்ளியஸு அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுண்டு ஒரு க்ஷணத்தில் வெளியில் வந்து உயிர்ப்பு கொண்டு சுற்றிட்டு போய்டுறது சுற்றிட்டு போய்டுருது எனர்ஜியை கொடுத்துட்டு போயிடுறது இப்படி இருக்கிற இதுக்கும் கீழே இருக்கிறதா எண்ணங்கள்லாம் அப்படின்னா எந்த சயின்ஸை வந்து முதல்ல எடுத்துக்கணும் அதனால தான் பகவான்லாம் என்ன சொல்கிறாரு பண்ண வேண்டியதை முதல்ல பண்ணும் இன்ன தெரிஞ்சுன்றது ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து எந்த நான் சயின்ஸும் படித்தது கிடையாது ஃபிசிக்ஸ் படித்தது கிடையாது நான் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது எந்த ஸ்டூடெண்ட்டும் கிடையாது ஸ்பேஸ் அஸ்ட்ரானமீஸ்மே எதுவும் தெரியாது ஆனால் இதுக்குள்ளே இதுக்குள்ளே நான் பார்க்க பார்க்க வந்து அந்த தத்துவங்களே வந்து கிழிஞ்சு தொங்குறது எல்லாம் வந்து வெளில வந்து விழுறது படைப்பனோட ரகசியம் பூரா வந்து விழுறது முக்கியமாக படைப்பனோட ரகசியம் எங்கேயோ வெளியில் இருக்குது அதை வழக்கமான யூனிவர்சிட்டியில் நடத்துகிறாள் நம்ம ஆப்ஜெக்டிவ் கோர்சஸாக நடத்துகிறா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்படின்லாம் நடத்துகிறா ஸ்பேஸ் சயின்ஸு எல்லாத்தையும் நடத்துகிறா இங்கே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்ம ஞானத்துக்குள்ள இதெல்லாமே வெளி விஷயம் இங்கே வந்து ஒரு ஒரு எண்ணம் வந்து மனிதனுக்கு தான் வருது அந்த எண்ணம் வந்து ஒரு உணர்ச்சியிலேருந்து உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு நிறைய எண்ண கூட்டங்களாக கிளஸ்டராக அப்படியே வந்துடுறது ஒரு இப்போ வந்து நீங்களே சொன்ன எழுப்போம் உங்கள் பேத்திக்கு பர்த்டே அப்படின்னு ஒன்று ஒரு பாவம் அது அது ஒரு பாவம் ஒரு சந்தோஷமான ஒரு பாவம் நீங்கள் வந்து உங்களை பா அவளை பேத்தியாக நினைக்கிறதும் இடையில் அந்த உறவு முறை எல்லாம் வந்து ஒரு பாவம் அது வந்து உடம்பில் இருக்கிறதா வந்து நினைக்கிறது ஒரு மயக்கம் உடம்பில் உங்களை பாட்டியாக நினைக்கிறதும் உடம்பில் அவளை பேத்தியாக நினைக்கிறதும் இதை ஒரு உலகமாக நினைக்கிறது தான் அந்த மாயையினுடைய வேகம் வந்து ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு அதனால தான் இது வந்து மெய்ஞான பல்கலைக்கழகம்னு நான் போட்டேன் மெய்ஞானம் மெய்ஞானம்ன்றது வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ் மாதிரி வெளியில் காமிச்சிட முடியாது மெய்ஞானம் வந்து உள்ளேயே நம்ம உண அது தான் ஈர்க்கிறது அதுதான் நாமவே இருப்பது எது அந்த மனம்தான் வந்து இந்த மனித சமுதாயமே இல்லையா ஒவ்வொரு மனிதனுடைய மனம் தானே மனித சமுதாயம் அவனுடைய எண்ணம் தானே அவனே அவனுடைய உணர்ச்சி தானே அவனே அவனுடைய பாவம் தானே அவனை அவன் மேலே தான் அவன் வெளியிலேருந்து சப்ஜெக்டெல்லாம் ஏற்றிக்கிறான் படிப்பா சுட்டறிவு சுட்டறிவு வந்து கொஞ்சம் கூட உதவுறதில்லை ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கூலை விட்டு வந்தவுடனே அது போய்டுறது அவா உணர்ச்சியில தான் இருக்குது ஒரு விளையாடுற குழந்தை கூட கரெக்டாக இந்த உலகம் வந்து இது மூலமாக வந்து மனுஷள வாழ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில கவர்மெண்ட்ஸுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில பொருள்கள் கம்மி மனிதர்கள் ஜாஸ்தி எல்லாருக்குள்ளையும் வந்து போட்டி போட்டாகி வருது அதனால என்ன பண்றாங்க மார்க் சிஸ்டம் வைக்கிறா நூத்துக்கு நூறு வாங்கினவனுக்கு தான் ஒரு டாக்டர் சீட் கிடைக்கும் இது வந்து மெய்ஞானம் அப்படி கிடையாது மெய்ஞானம் வந்து இந்த சைடே கிடையாது அதனால தான் எழுந்துன்ற பிறகு அடிச்சுக்கிறதுக்குள்ள ஆன்மீகம் கூட பண்ண முடியாது அதுவும் போய் ஆன்மீகமாக கரெக்டா எழுந்துட்ட ஒரு உணர்ச்சிக்கு ஆன்மீக உணர்ச்சியாக அதை கன்வெர்ட் பண்ண முடியாது உள்ளுக்குள்ளே இருக்கிற அதே புத்தியினுடைய அத்தனை குண அமைப்புக்குலாம் அதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு இருக்குது ஒரு எண்ணத்தை எவ்வளோ பேசினாலும் ஆன்மீகத்தை விளக்க முடியாது ஒரு இதில் ஆனால் ஆன்மீகத்தை உணரலாம் நம்மளுக்குள்ள நம்ம திரும்பினோன்னா உள்ள திரும்பினோன்னா அந்த விஞ்ஞானம் தான்தான் அன்போல்ட் ஆகிறது தானாகவே திறக்கிறது ஏன்னா நம்ப அது நம்ம இந்த எண்ணம் கூட கிடையாது நம்ம இந்த உணர்ச்சி கூட கிடையாது நம்ம அந்த பாவம் கூட கிடையாது அதை கடந்த மெய்ப்பொருள் அது அச்சலமாக இருக்குது இந்த பிரபஞ்சம் எதில் நிற்கிறது ஆகாசத்தில் நிற்கிறது ஸ்தூல பௌதீக பூதங்களில் எதில் ஆதார பூதம் எது ஆகாசம் ஸோ அந்த ஆகாசமே வந்து இங்கே வந்து ஒரு ஸ்தூல பூதம் அது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு காட்சிகள் வந்து சூரியன் வந்த பிறகு வெளில வருது கரெக்டா பூமி சுழண்ட் இருக்கிறதுனால சூரியன் வரா மாதிரி இருக்குது சூரியன் உதிக்கிற மாதிரி சூரியனுக்கு உதிப்பும் மறைவும் கிடையாது நம்ம பூமி சுழண்டன் இருக்குன்றது அதனுடைய உண்மை ஸோ இப்படி பார்த்தேன்னா எண்ணங்கள் எழுந்துக்கும் பிரபஞ்சம் வரா மாதிரி இருக்குது உச்ச ஆன்மீகம் எதுவாக இருக்கணும் இந்த பௌதீகத்தில் மீதி நான்கு பூதங்களும் ஆகாசத்தை தான் ஆசிரியத்து இருக்கு கரெக்டா அடிப்பட ஒரு ஒரு வெளிச்சம் எட்டு பூமியை வந்து அடைகிறதுக்கு டிஸ்டன்ஸ் அதை வச்சுதான் கனெக்ட் பண்றாதான் ஒவ்வொரு கோளுக்கும் மொத்த இது ஒரு ஒரு கிரணத்துக்கு இவ்வளவு ஸ்பீடு எட்டு நிமிஷம் டிராவல் பண்ணி தான் ஒளி வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மைல் பெர் இது பெர் செகண்டு ஸ்பீடு ஒளி ஒளினோட வே ஒளின்னா ஒரு வெளிச்சமே வெளிச்சமே அப்படின்னா நம்மளுக்குள்ள இந்த ஆன்ம வந்து அதுதான் வந்து வெஸ்டர்ன் சயின்ஸுக்கும் நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் பெரிய இதுவே நம்மளுக்குள்ள என்ன சொல்கிறோம் உள்ள கடந்த பொருள் தான்ப்பா எல்லாமா இருக்கு அப்படின்றோம் அவா வந்து வெளியில தான்ப்பா இருக்குன்றா வெளியில இருந்து உள்ள வருது பண்றா சூரியன் வந்ததுனாலதான் உலகமே தெரியறது கண்ணுக்கு அப்படின்ற அவா இருக்கு கூட வந்து ஆல்ரெடி வந்து அறியப்பட்டிருக்கு புத்தினால அந்த புத்திக்கே ஒளிப்பாய்ச்சுவது உள்ள இருக்கிற பேருப்பு பேரறிவு பேர் உணர்வு இந்த ஸ்டில்னஸ் கூட கிடையாது ஆகாசத்தனோட ஸ்டில்னஸ் கூட கிடையாது அதனாலதான் ஆகாசத்தை கூட என்ன சொல்றா நம்மளுடைய மெய்ஞானத்துல அது ஒரு ஸ்தூல காட்சி காணல் நீது ஆகாசம்னு ஒன்றும் கிடையாது ஒரு இருப்பே அதுக்கு இருப்பு இருந்ததுன்னா நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற புத்தி கடைசியாக தனக்குள்ளேயே ஆன்ம பொருளில் போய் ஒடுங்கும் மனம் இல்லாமல் போயிடுறது எண்ணங்கள் இல்லாமல் போயிடுது பிரபஞ்சமே இல்லாமல் போயிட்டுருது சகலமும் இல்லாமல் போயிடுறது ஆனால் இருப்பு இருக்கு தூங்கின்னு இருக்கிறவன் அவன் வந்து அறிவான் இல்லை தெரிவான் இல்லை புரிவான் இல்லை ஏன்னா மனம் இல்லை மனத்துக்கு ஆதாரமா இருக்கிற புத்தி வந்து ஒடுங்கி கிடக்கு ஆன்ம பொருள்ல ஒடுங்கி கிடக்கு ஆன்ம தான் புத்திய சூழ்ந்து வியாபிச்சிருக்கு அதனாலதான் எழுந்தவுடன நம்ம என்ன சொல்றோம் சுகம் எப்பேற்பட்டவனும் வந்து தூக்க சுகத்தை மறுக்கிறதே தூக்க சுகத்துக்கு ஆசைப்படுறான் இங்கே கூட வந்து சாவுக்கு என்ன பயம்னா அறியாமையினால பயம் தினமும் வந்து நடக்கிறது சாவுதான் தூக்கத்தில் ஆனாலும் என்னைக்கோ நடக்கிற உடல் சாவுக்கு எல்லாரும் பயப்படுறோம் ஏன்னா வந்து இங்கே பரிச்சயப்பட்டதே நம்ம என்ன பண்ணிட்டோம் தூக்கத்தை மறந்துட்டோம் தூக்கத்தில் எப்போ ஏற்பட்ட விஞ்ஞானம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது அது ஒரு மாதிரி சரணாகதி தான் தெரியாது வருமா விட்டு கொடுக்கறது இல்லை புத்தி அதுக்கு மேலே யோசிக்க இங்க என்னத்த யோசிக்கிறோம் கவலாதான் மட்டும் இருக்கோம் தனி இருப்பு எல்லாம் என்ன பதற்றமா தான் இல்லையா காத்தாலும் எழுந்தனே பதற்றம் தானே எழுந்துக்கிறது அகந்தியா எழுந்து கொள்வது எது பதற்றம் தானே வாழ்வது எது நம்மை தனி மனிதர்களா ஆக்கி எதையோ முடிக்க வேண்டியதா இருக்கு எதையோ பேச வேண்டியதா இருக்கு எதையோ பண்ண வேண்டியதா இருக்கு அது என்னுடைய பொறுப்பாயிடுறது ஒரு பொறுப்புன்னாலே ஒரு பதற்றமா இல்லையா கடன்பட்ட தன்மைதானா இன்னைக்கு வந்து வரப்போறா இதை பண்ணணும் இதை முடிக்கணும் அப்படின்னு எல்லாமே அப்படின்னா இங்க வந்து அகந்ததே வந்து ஒரு எக்ஸிஸ்டன்சியல் ஆங்ஸைட்டி அது போலி இருப்புல நம்ம வாழற ஒவ்வொரு செகண்டும் பாரம் சமக்கிற மாதிரி இருக்கு எதையும் கம்ப்ளீட் பண்ணணும் அதனால வந்து யோசிச்சுடாவது இருக்கணும்ன்ற அளவுக்கு ஆய்ப்பிச்சது புரியுதா சரி யோசனைகள் இல்லாமல் வந்து நம்மளுக்கு என்ன முக்தின்னு தெரியல அதனால தான் நம்ம வந்து இந்த விஞ்ஞானத்துக்குள்ள நல்லா வந்து போய் முழுகி தோஞ்சாதா ஸ்வரூப தரிசனம் ஸ்வரூபத்தை ஸ்வரூபம் அப்படியே இருந்துட்டு இருக்கு எப்படி வந்து மீதி நான்கு பூதங்கள்லாம் வடிவம் இருக்கு ஆகாசத்துக்கு வடிவம் இல்லைன்னா கூட அது கூட வடிவம் அப்படின்றது நம்மளுடைய மெய்ஞானம் அது கூட ஒரு பொய்ப்பொருள் பேரறிவு தமசோட சேர்றது பேர் தான் சித்தமாக மாறுறது பேர் தான் ஆகாசா சித்து தமசோட சேர்றது சித்தமாக தான் ஸோ ஆகாசம் கூட வந்து சித்தத்தில் இருக்குது எதில் இருக்குது மனசில் இருக்குது பெரிய மனசு இது காஸ்மிக் மைண்டு அதுக்குள்ளே அந்த ஆகாசம் இருக்குது அதனால தான் இங்கே வந்து ஒரு உணர்கிற பாதையில் போகிறவாயா என்ன ஆகுது எல்லாம் தானே விழருது அது முக்கியமாக விழ விழற இடம் வந்து குரு சன்னிதி அதை தான் அந்த அஞ்சு செய்யிருக்கார் பகவான் பார்ப்போம்மா அஞ்சு செய்ப்போம்மா அதுதான் இல்லை அந்த செய்யுளை நான் பா இது பண்ணி விளக்கி சொல்கிறேன் அதுதான் சயின்ஸ் ஃபுல் சயின்ஸை சொல்கிறார் நீ வந்து இப்படி எல்லாம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் மேலே பாரத்தை போடுன்றார் பகவான் சொல்றார் உள்ளது நாற்பது அனுபந்த முதல்ல ஒரு மங்கள வெண்பா இருக்கு மங்கள விருத்தம் இருக்கு அதுக்கு அடுத்ததுல இருந்து இமீடியட்டா அஞ்சு செய்யல கொடுத்துடுறாரு அததான் சொல்றேன் அந்த இத புதையில வெள்ளு தூக்கி வச்சிருக்காரு பிரஸ்தான திரயத்துல கூட வைக்கல பிரஸ்தான திரயம்னு சொல்லப்படுற உள்ளது நாற்பது உபதேச குருவாச கோவையில கூட அதெல்லாம் சொல்லல நேரம் என்ன பண்ணாரு பொதுவில போட்டாதான் இவன் வந்து தேட மாட்டான் எல்லாம் அங்கே இருக்குன்னு நினைச்சிருப்பான் உள்ளது நாற்பதில் இருக்குன்னு நினைச்சிருப்பான் உள்ளது நாற்பதெல்லாம் வந்து தத்துவ விளக்கம் அதெல்லாம் கிரகிக்கணும்னா கூட வந்து பெரிய அனுகிரகம் வேணும் அதனால நீ பேசாம குரு கிட்ட போய் கடந்துடும் அவ்வளோதான் ஆனந்தம் ஆனந்தம் ஏன்னா அவர் அதுவே அவருக்கு அந்நியமா இங்க பிரபஞ்சம் கூட இல்லை குரு இருக்கும்பொழுதான் பொற்காலம் பிரபஞ்சத்துக்கு ஸோ அதில் வந்து நீ மூழ்கி களி என்ன அந்த சந்நிதி போறோம் அப்படின்றத வந்து பகவான் சொல்றார் அந்த பாட்டை நேரடியாக பார்ப்போம் உள்ளது நாற்பது அனுபந்தம் ரமண நூற்றி முதல்ல வந்து ஒரு மங்கள வெண்பா இருக்கு அதை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நூல் நூல் ஆரம்பிக்கிறது அது ஃபஸ்ட்டு வெண்பாவே இதுதான் சத்து இணக்கத்தினால் சார்பு அகலும் சார்பு அகலை சித்தத்தின் சார்பு சிதையுமே சித்த சார்பு அற்றார் அலைவில் அதில் அற்றார் ஜீவன் முக்தி பெற்றார் அவர் இனக்கம் பேண் அல்ரெடி வந்து முழுமையான மெய்ஞ்சான கடலா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு ஜீவன் முக்தி பெற்றவரா இருக்கார் ஒருத்தர் அவருடைய இணக்கத்துல இருந்துரும் உனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டியா அது நீ எண்ணத்தை அடக்க உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டாம் எல்லாத்தையும் போடுற அது பேர் தான் ஆசிரமம் புரியுது விழுந்தது தெரியாமல் கிடக்கிறது பேர் தான் ஆசிரமம் எப்படி அற்றதுன்னே தெரியாது பகவானை நினைக்க ஆசிரமம் உள்ள உருவாயிடும் கரெக்டா பகவான் ரமண மகிழ்ச்சியை நினைக்க ஆசிரமம் உள்ள உருவாயிடும் அதை போல ஒருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் முக்தி பெற்றவர்ன்றவர் வந்து அவரோட தன்மை வந்து அங்க எப்படி ஆசிரமமயமா இருக்கு அவர் எப்படி வந்து ஒரு ஒரு தென்றல் வீசற பௌர்ணமி நிலவனுடைய குழுமையான கிரணங்கள் பொழிஞ்சுட்டு இருக்கிற ஒரு தீவு போல அது எவ்வளோ ஆசுவாசத்தை கொடுக்கும் எல்லா பிரச்சனைகளும் ஓஞ்சு அந்த ஒரு தீவுல இருக்கும் வச்சுக்கோங்க ஒன்றும் கிடையாது பண்றதுக்கும் ஒன்னும் உடம்புல பசி இல்லை தாகம் இல்லை எதுவும் உடம்பே தெரியல அந்த மாதிரி இருக்கிறதானே சகஜி சமாதி அந்த மாதிரி இருக்கிற ஒரு முக்தி நிலை மாதிரி இருக்கிற ஒரு நிலை வந்து எப்படி அதுல அவ இன்பம் தூய்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவா அவ வசிக்கிற புறப்பிரதேசம் ஒரு சேரியா ஒரு குப்பை கொளங்க வசிக்கலாம் குளிக்காம அவர் இருக்கலாம் ஆனா அவர் அப்படி இருக்காரு உள்ள அவர் அம்மையமே அப்படின்றத என்ன சொல்ற சத்து இணக்கத்தினால் சார்பு ஆகலும் எல்லாத்துக்கும் வந்து உள்ளுக்குள்ள வந்து லைனா நடக்கிறது அதாவது எண்ணங்கள் என்ன பண்றது அதாவது உடம்பு வந்து எண்ணங்களால தான் செலுத்தப்பட்ட செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் உடம்புக்கு தெரியல அதனால என்ன பண்றது உடம்பு வந்து உடம்பு அலைய வைக்கப்படுகிறது காரணக்காரி இல்லாம நம்ம போனா நீ எதுக்கு இதுக்கோசரம் வரணும் ஒரு போனை பண்ணியிருக்கலாம் அந்த காலமா இருந்தா ஒரு லெட்டரை போட்டிருக்கலாம் நான் வந்து பண்ணிருப்பேனே அப்படின்னு வந்து ஒரு நல்ல ஒரு மதிக்க தகுந்த வருத்தர் வந்து உடம்ப தூக்கிட்டு வந்தா உடனே அவளுடைய உறவுகள் என்ன சொல்றது எதுக்கு நீ இவ்வளவு தூரம் வரணும் நான் வந்து கொடுத்துருப்பேனே நீ சொல்லி இருந்தா போருமே நீ கேட்டு இருந்தா போமே அப்படின்னு அந்த இடத்துல வந்து அந்த உறவு வந்து அப்படி சொல்றது இல்லையா அந்த மாதிரி வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லைனா சாறுபாயி இந்த இந்த இந்த கூட்டு இந்த கூட்டு வந்து என்னைக்குமே வந்து பிரியாம வந்து ஒன்னுத்துக்கு பிடிச்சி நிக்கிறது இது பேருதான் பற்றுன்னு பேரு எண்ணங்கள் உடம்பு வந்து எண்ணமயமாக எண்ணங்களால் பற்றப்பட்டு இருக்கின்றது யாருக்குமே இங்க தெரியாது அதனாலதான் என்ன பண்ணுவா ஏதாவது பேசிட்டா கூட அதுக்கப்புறம் வந்து ஐயோ நான் ஏன் அந்த வார்த்தையை பேசினோ தெரியல அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அதுக்கு பெரிய இதுவாச்சு சொல்றாளா இல்லையா நொந்துக்கிறாளா இல்லையா பேசிட்ட பிறகு நொந்துக்கிறா செஞ்சுட்ட பிறகு நொந்துக்கிறா ஏன்னா நீங்க கொடுக்கும் பொழுதே அந்த இடத்துல வந்து அவாளோட பார்வை எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் அவ வந்து வாங்கிக்கிறாத புரியுதா அவளோட பார்வையில வந்து எதான ஒரு பேதம் இருந்ததுன்னா நீங்க அன்பு சுரூபமா இருந்தா கூட அங்க பேதமயம் தான் தெரியும் என்ன உடல் மூலமா பாக்கிற பார்வை வந்து உடல் மூலமா இந்த கண் மூலமா பாக்கிறது இந்த காது மூலமா கேக்கிறது பௌதீக காது மூலமா கேக்குறது பௌதிக கண் மூலமா பாக்குறது அது மூலமா இருக்கிற மனத்தை வச்சுட்டு எடை போடுறதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களுடைய உண்மையான கருணை மனம் வந்து அங்க போய் சில்படியாகாது அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எண்ணங்கள் வந்து உடம்ப செலுத்துறது ஒரு பரபரப்பு எண்ணம் ஐயோ வந்து இன்னும் முடிக்கலையே அப்படின்ற எண்ணம் விறுவிறுவிறுன்னு எதையோ பண்ண வைக்கிறது உடம்ப விரும்பு ஆனா பண்றது எண்ணம் ஆனா உடம்பு உடம்பு பண்ற மாதிரி அதுக்கு ஒரு அது அப்படியே செலுத்திடுறது பண்ண வச்சுட்டு என்ன பண்றது திருப்பி அந்த உடம்பா இருக்கிறவனை நொந்துக்க வச்சுக்கிறது ஐயையோ எப்படி பண்ணிட்டேனே அவசரப்பட்டு அப்படின்னு ஒரு நொந்துக்க வச்சுக்கிட்டு திருப்பி அதை பண்ணுறதும் மாறோம் புரியுதா பண்ணாலும் தப்பு அதான் சொல்வேன் ஜான் ஏறினா குத்தம் மொழம் சறுக்கினா அபராதம்னு வேலை எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த டைக்காட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதான் டைக்காட்டம் என்ன ரெண்டா பழகப்பட்ட தன்மை பண்றதா வேண்டாமா என்ன நம்மளே நினைச்சிதான் நம்மளுக்கு பயம் ஒவ்வொருத்தருக்கும் நானே பண்ணுவேன் நானே வந்து நொந்துப்பேன் திருப்பி வந்து இந்திய பண்ணக்கூடாது நினைச்சபானே திருப்பியும் உண்மையாக வாழ்பவன் அதுதான் பகவான் பகவான் என்ன சொல்றது இங்கே இல்லப்பா உன்னுடைய மனத்தெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் எண்ணங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காத உணர்ச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாத பாவம் எதுவும் கண்ட்ரோல் பண்ணாத ஏன்னா இந்த ஏரியால இல்லை நீன்றத வெளில கொண்டு வருது வந்து ஒரு திருடம் திறக்கான் அவன் அகந்த அவன் சித்தமாக வெளில வரான் அவனை பாரு எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற பாவம் பாவிப்பவனை பாரு பாவிப்பவனுக்கு ஒரு உருவமோ அருவமோ இருக்கான்னு பார்த்தேன்னா அவன் பேய் மாதிரி இருப்பான் நீ விசாரிக்கலன்னா அவன் இருப்பான் உன் எண்ணத்துக்கு வீரியம் இருக்கும் உன் உணர்ச்சிக்கு வீரியம் இருக்கும் உன்னுடைய பாவத்துக்கு வீரியம் இருக்கும் பாவத்தில் இருக்கிற வீரியம்தான் உணர்ச்சி வீரியமாக மாறுறது இரட்டை உணர்ச்சிகள் வீரியமாக மாறுறது எண்ணெய் வீரியமாகவும் மாறுறது இப்படி ஓய்மை இது பேர்ல சுழல்றது பேர் தான் வந்து சம்சாரம் அடிப்படை பாவம்தான் பகவானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மெய்ஞானம் வந்து ஒரு சயின்ஸை இருக்குது நீங்கள் பார்த்தேன்னா அங்கே போய் நீ அருணாச்சல கும்பிடு அந்த கோவிலுக்கு போய் இப்படி பண்ணு பண்ணு இங்கே கிரி பிரச்சனம் போ கிரி பிரசனம் போகிறது கூட எதுக்குன்னா நீ வந்து அடி அடி வச்சு உள் பார்க்கணும் பொறுமா அகந்தையை கொள்ளுறதுக்கு போ அகந்தையை பார்க்குறதுக்கு போ அகந்தையை பார்க்கறதுக்கே வாழ் வர்த்த பொறுமா அதனால தான் கற்க வேண்டிய ஒரே கல்வி இது அவரை பொறுத்த வரைக்கும் மெய்ஞான கல்வி தான் அதை எடுத்த எடுப்பில் என்ன சொல்றாரு சத்து இணக்கத்தினால் சத்துன்றது யாரு மெய்ப்பொருளே அப்படி வந்து இந்த பற்றுக்கள் எல்லாம் அறவே துவம்சம் பண்ணிட்டு சக்கரவர்த்தி போல இதே இருபத்தி நாலு மணி நேரத்தில் உடலை தாங்கிட்டு அது உக்காந்துட்டு இருக்கு இது பேருணர்வாவே பேர் இருப்பாவே அச்சலமாகவே அசையாதது ஆன்ம எப்படி பௌதீகத்தில் நான்கு பூதங்களும் அச்சலத்தன்மையாக இருக்கிற ஆகாசத்தை தான் பிடிச்சி நிற்கிறது கரெக்டா ஆகாசத்தில் தான் இந்த பூமி சுழறது பூமியிலேருந்து எண்ணிறந்த சக்திகள் இருக்குது என்னென்னவோ உலோகங்கள் இருக்குது இல்லையா அடியில் வந்து நெருப்பு குழம்பு இருக்குது பூமிக்கினுடைய மத்தியில் அதுக்கு மேலே இரும்பு இருக்குன்றா அதுக்கு மேலே கோல்டு இருக்குன்றா என்னென்னவோ இருக்குன்றா மெட்டல்ஸ் எல்லாம் வச்சுட்டுருக்கு அதனால தான் துருவங்களில் காந்த சக்தினால ஆக்சிஸில் சுற்றுறதுன்றா ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இல்லாததே கிடையாது இப்பேற்பட்ட பொருட்களாகவும் தங்கமாகவும் இருக்கிற அத்தனை சக்தியும் வந்து ஆகாசம்ன்ற ஒரு வெற்றி இருப்பு அத போல ஆன்ம பொருள்ன்றது இந்த ஸ்தூல ஆகாசும் கோட்டி கோட்டி மடங்கு பொறுமா இதுக்கே இவ்வளவு பவர்னா எண்ணிலா நட்சத்திரங்களையும் அந்த நட்சத்திரங்களை சார்ந்து இருக்கும் கோள்களையும் வைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆகாசத்துக்கு எப்படி சக்தினா ஆன்ம பொருள்ன்றது எப்படி இருக்கணும் அப்பேற்பட்ட சயின்னோட ஆரம்பத்தை சொல்றார் அப்பேற்பட்டவர் தான் ஒரு சத்து ஒரு சாது நீ அவரை வந்து உடம்பை வச்சு எட போட்டுற நம்மள மாதிரி இருந்தா அவரும் நடந்துன்னு போயிட்டு வந்து இருக்காரு அப்படின்னு நினைச்சு அவருடைய வாழ்நாள் ஏதோ ஒரு டேட் பிறந்தார் சின்னவரா இருக்கார் பெரியவரா இருக்கார் அதுவா இருக்கார் குண்டு குண்டா இருக்கார் ஒல்லியா இருக்கார் கோணலா இருக்கார் அசிங்கமா இருக்கார் குளிக்காம இருக்கார் இந்த ஃபனேஷனே அங்க கிடையாது ஸ்லம்ல இருக்கார் பணமே இல்லை ஒண்ணும் இல்லை அவர்கிட்ட அவர் எல்லாத்தையும் வென்ற மகா சக்கரவர்த்தி பேருணர்வா இருக்கிற மகா சக்கரவர்த்தி அதை இந்த உலகம் அறியாதது உலகம் வந்து குணமயத்தினால் தோன்றிய படைப்புக்குள்ள தன்னை ஒரு தனி அகந்தையா நினைச்சிட்டு ஆட்டம் தான் இங்க பிறப்பு அந்த இதை கடந்தவர் அதை உடச்சி கடந்தவர் அதனாலதான் சொல்றார் அவருடைய இணக்கத்தினால் எடுத்த சத்து இணக்கம் சாதுக்களுடைய இணக்கம் அவருடைய இணக்கத்தினால் சித்த சார்பு சத்து இணக்கத்தினால் சார்பாகலும் சார்பு ஆகல சித்த சார்பு சிதையுமே வருது எழுந்துக்கும் இன்னைக்கு நல்ல நாள் அதை அந்த வேலையை ஆரம்பிச்சுடலாம் அந்த நல்ல நாள் அப்படின்னு அந்த நாள் ஒரு உருவம் கொண்ட ஒரு பரிமாணம் கொண்ட ஒரு பாவம் வந்து நம்மளை வந்து தாக்கியிருக்கு நல்ல விதமாக தாக்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த நல்ல விதம் கெட்ட விதமே யாரை தாக்குறது அந்த பாவம் வந்து ஆழ்ந்த வருடத்தில் இருந்ததா இல்லை அது பியூராக இருக்குது கரெக்டா அது பேருணர்வு அதை தான் சார்புகள் அத்தனை அகலன்றாரு எப்படி அகலம்னா வந்து இது வந்து எப்ப எப்படி வந்து நீங்க வந்து இப்ப வந்து மெ மெட்ராஸ்ல மார்ச் மாசம்னா வெயில் மார்ச் ஏப்ரல்னா நல்லா வெயில் ஆரம்பிச்சிடும் அந்த வெயில் சூழ்நிலை மெட்ராஸ்ன்ற அந்த கிளைமேட் பூரா எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பேருணர்வுன்றத வந்து உங்க மனசுல உங்க மனசுல வந்து சதா அவருடைய நினைவாகவே அந்த சாதுவா அவருடைய அந்த சத்தன்மை எப்படி இருக்காரு எப்படி இருக்காரு பாவத்திலேயே நீங்க இருக்கும் பொழுது என்ன ஆகுது உங்களுடைய சித்தம் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி மெல்ட் ஆறுதுன்றார் நீங்க வந்து இங்க ஏசி போட்டு இந்த ரூம்னுடைய இந்த ஹால்னுடைய கிளைமேட்டை மாத்தினாலொழிய மெட்ராஸினுடைய கிளைமேட்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது கரெக்டா அதை போல சாதுக்களை நீங்க இணக்கம் கொண்டுட்டேன்னா உங்களை வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து தாக்காது உங்களுடைய உணர்ச்சிகள் தனி உணர்ச்சிகளாக இருக்கிறது என்னவோ அறியாத ஒரு சுகமயமா இருக்கும் உங்களுடைய அதையும் சேர்த்து மாதிரி இருக்கோம் எல்லா வேல்யூஸா அப்படியே ஜகத்தனுடைய நல்ல நாள் யாருக்கு பிரபஞ்சம் வந்து சொல்லித்தா பிரபஞ்சத்தில் எங்கேயாவது தேதி இருக்கா இது ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் எத்தனாம் தேதி எத்தனாங்கிழமை இவ்வளோ வெயில் இருக்குது அப்படின்றது எங்கேயாவது பிரபஞ்சத்தில் எழுதப்பட்டிருக்கா எல்லாத்தையும் உணர்து நம்மளுடைய உணர்ச்சிகள் தானே ஸோ அந்த உணர்ச்சிகளுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த பார்த்துட்டு இருக்கோம் வாழ்க்கையாக அதனால பிறவிகள்ன்றா புரியுதுதான் இப்போ அந்த பிறவி உடையணுன்னா இந்த மாதிரி நீ உள்ளது நிற்பது கூட படிக்க வேண்டாம் சத்து இணக்கத்தினால் இப்பே ஏற்பட்ட அந்த சித்தமானது சார்பாகலம் சார்பாகல சித்தத்தின் சார்பு சிதையுமே அது செதைக்கப்படணும் ஏன்னா அது உண்மை இல்லாதது அது ஆல்ரெடி செதைஞ்சு கிடக்கு இல்லை இல்லைன்றதை உணரணும் அதனால்தான் அந்த சத்துன்ற வார்த்தையை சொல்றேன் சத்துன்றது என்ன இருக்கிறது ஒரே உண்மைப்பா அதுவாவே இருக்கிறவா அந்த சாதுக்கள் இது ஆழ்ந்தவர்க்கம் வரையே இருக்காவா அவளுக்கு வந்து ஆழ்ந்த உரக்கத்தை ஆழ்ந்த உரத்தில் நம்ம தூங்கிடுறோம் நம்மன்றது என்ன இந்த பாவ மயமா இருக்கிற பிரபஞ்ச மயமா இருக்கிற இதெல்லாம் தூங்க போயிடுறது தூங்க போயிடுறதுன்னு இல்லை இல்லமே இல்லை அவைகள் அந்த இல்லமே இல்லைகள்லாம் அப்படின்னா இங்கே இருக்கிறது எதுன்றது இல்லை அவள் புரியுதா அப்படின்னா இருக்கிறது இது இவைகளுக்கு ஏதோ நான் விழிப்புணர்வை பூரா அல்லல் படுறேன் எண்ணமயமா இருக்கேன் உணர்ச்சி இருக்கேன் ஆன்மீக சாதகம்லாம் கூட பழகிறேன் அப்படியே நான் பழகணும் இவைகளுக்கு இருப்பு இருக்காருனா இவைகளுக்கு இருப்பு இல்லை அப்படின்றது அங்கே காமிக்கிறது அப்படின்னா அங்கே இருப்பது எதுன்னு பார்த்தா அங்கே இருப்பது சத்தியம் எங்கே ஆழ்ந்த உறக்கத்தில் அதுவாகவே இருக்கிறவா சாதுக்கள் அதனால இந்த சத்து இணக்கத்துல என்ன ஆகுதுன்னா நீ ஒன்றும் சாதகம் பண்ண வேண்டாம் இருந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அதாவது வந்து அவைகளுக்கு இருப்பு இல்லாததுனால இவாளும் வந்து இருக்கிற பொருளாகவே இருக்கிறதுனால எதுக்கு வந்து பொற்காலம் சொல்கிறோம் ஒரு பகவான் இருக்கிற காலத்தையும் பொற்காலம்ன்றோம் ஒரு மாணிக்கவாசர் இருக்கிற காலத்தையும் பொற்காலம்ன்றோம் ஒரு திருஞான சம்பந்தம் இருந்த காலத்தையும் பொற்காலம்ன்றோம் ஏன் சொல்லக்கூடாது அப்போல்லாம் வேறு ஒரு தேசங்கள் இல்லையா வேறு ஒரு இது இல்லையா பூ இந்த அண்டத்தில் எவ்வளவோ இதுதான் இருக்குது ஆனாலும் ஞானமயமாக வருதுன்றது இந்த அண்டமே செலிப்ரேட் பண்ணுறது அண்ட பேரண்டங்கள்லாம் வந்து ஏன் வந்து அவரை ஜகத்குருன்றா ஜெகம்னா என்ன தோன்றியவைகள்னு அர்த்தம் தோன்றிய அத்தனைக்கும் வந்து விளக்கம் கொடுக்குறவர் அவரு அவருக்கு அந்நியமா ஒரு அணுவுக்கு வந்து ஒரு விளக்கமே கிடைக்காது அவர் சொல்ற விளக்கம் தான் கரெக்டான விளக்கம் சயின்ஸ் சொல்ற விளக்கம் கூட கரெக்டான விளக்கம் இல்லை பொறுமா அது ரிலேட்டிவ் தான் ஒப்பிடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது டிஸ்கவரிஸ் ஞானிகள் என்ன பண்றா மொத்த பிரபஞ்சத்துடைய சீக்கிரட்டை அத்தனையும் தோற்றத்தினுடைய சீக்கிரட்டை கொண்டு போடுறா தனி உயர்ந்து அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படி வந்து அந்த அந்த தனியாவைகளை வைத்திருப்பதே வந்து சித்தம்தான் அந்த தனிமை இல்லப்பா தனிமையை தனிமையை அற்று தனிமையை அழித்து எரித்து எந்த உண்மை சாஸ்வதமாக காலத்தையும் தேசத்தையும் கடந்திருக்கோ அந்த உண்மையாகவே இருப்பவர் சாது அவருடைய இணக்கத்தினால் உனக்கு சர்வசாதாரணமாக வந்து உன்னுடைய ஜீவபாவம் வந்து சித்தம் எப்படி போச்சுன்னே தெரியாது மெல்ட் ஆகி கரைஞ்சி போயிட்டே இருக்கும் ரெண்டு இது ஃபர்ஸ்ட் பார்ட் சரியா அவர் இனக்கம்பெயின் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் குடிச்சுக்கலாம் ஆ மா எங்க வந்து த்ரஸ்ட்க்கு மேனேஜரா இருக்கா சரி எல்லாம் பாண்டிச்சேரியிலதா நாங்க வந்து மெட்ராஸ்ல தான் முதல்ல கம்பெனி வெச்சிருந்தோம் அப்புறம் தான் பாண்டிச்சேரிக்கு எடுத்துனோம் 83 இல்ல சரி அப்போல இருந்து 83 ல 83 ஏங்க அப்படியா சாவதானமாக வாங்க ஆஹ் சாவகாசமா வாங்க சாவகாசமா வாங்க